ஸ்டுடென்ட் கிளம்பி வரது எவ்வளவு கஷ்டம் வந்து சைட் அடிக்கணும் பஸ்ல ஏறுனா கண்டக்டர் டிக்கெட் கேப்பான் அது இல்லன்னு ஏமாத்திட்டு கிளாஸுக்கு வரும் இதுக்கு மேலேயும் கேள்வி கேட்ட வச்சு